ஆனால் ஆயிரம் தாருகள் உலக சாதனை படுத்ததை போல அனைவரிடமும் கூறுவதுடன் அதை பற்றிய பேசி ஆச்சரியப்பட்டு என்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்பவர் என் அப்பா பாசத்தை வளர்ப்பதுடன் வலிமைக்க மந்திரம் இல்லை ஆயிரம் பெருமைகள் என்பார்கள் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையுடன் நிதி உதவி செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிறுது அம்மாவும் தூக்கி நிறுத்த அப்பாவும் இருக்கும் வரை யாரும் என்ற ஒன்றில் பாசம் பரிவு நேசம் செல்லம் வெகுளித்தனம் என அனைத்தும் அடங்கும் இத்தகையான சிறப்பான அப்பாவிற்கு நிகர் என் அப்பா தான் நீங்கள் என்னை பார்த்து விதம் போல் நானும் உங்களை பார்த்துக் கொள்வேன் என் ஆருயிர் தந்தையே என்று கூறி என் உரை